கரும்பு சாரு ஒரு கிராமத்துல ராம்குமார் உன் கடை ஜூஸ் குடிக்கிறதுல ஆனந்தமே ஆனந்தம் இதுல என்ன புதுசு இருக்கு எல்லாரும் சொல்ற விஷயத்தான் இப்ப வந்து நீங்களும் சொல்றீங்க ராம்குமார் எப்பவும் கவலையாவே இருந்து வந்தாரு இந்த வேற வாடிக்கையாளலையே இல்ல கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க சரி சரி அதனால என்ன தந்துடுறேன் அதுக்கு எதுக்கு இவ்வளவு பேச்சு பேசுறீங்க நான் உங்க பணத்தை திரும்ப தந்துடுறேன் நீ ஒரு வாட்டியும் இததான் சொல்ற இத பாரு மரியாதையா என் பணத்தை திருப்பி கொடுத்துரு அப்படியா இல்ல நான் என்ன பண்ணுவேன் இவனால என் நிம்மதியா போச்சு அப்ப அவனோட கடைக்கு ஒரு மந்திரி வந்தாரு ராம்குமார் ராஜாக்கு திடீர்னு உன்னோட நினப்பு வந்துச்சு உன்கிட்ட இருந்து ரெண்டு டப்பா கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு வர சொன்னாரு நாளைக்குமார் மாளிகைக்கு கொண்டு போக முடியும் சம்பு வரத்துக்குள்ள வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வரப்போறேன் அதுக்கப்புறம் வண்டியில ஏறி மாளிகைக்கு போக போறேன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ராஜ்குமார் திரும்பவும் வந்து பார்த்தா அங்கிருந்த கரும்பு ஜூஸ் காணும் என்ன இது, கரும்பு காலையிலே மந்திரி ராஜ்குமார பாக்க வந்தாரு என்ன உனக்கு யாரு மேலயாவது சந்தேகம் இருக்கா ஆமாங்க எனக்கு மனோஜ் மேல சந்தேகம் இருக்கு அப்போ அந்த சமயம் ராஜாவோடய அந்த வழியா வந்துச்சு கூட வருதா. ஆமாங்க.. சில நீங்க சரியா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் மந்திரிஜி நான் என் கோவத்தினால இத கவனிக்கவே இல்லை யானையும் இந்த வழியா தான் போகுதுன்றத மறந்துட்டான் தேவையில்லாமி ஒரு சின்ன கிராமத்துல மங்கள் விவசாயி தன் குடும்பத்தோட வசிச்சுட்டு வந்தான் அவன் தேவியோட பக்தன் அவன் தீனமும் கோயிலுக்கு போவான் பல வருட காலமா மழையே பெய்யாததுனால அவன் நிலத்துல விளைச்சலே இல்ல மங்கள் ஒரு நாள் கோவிலுக்கு போய் தெய்வத்து கிட்ட கேட்டான் அம்மா இது நியாயமே இல்ல நிறுத்து அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் பாகியத்தோட பலனை எல்லாரும் அனுபவிச்சே தீரணும் நீங்க எனக்கு ஒரு வரம் கொடுங்க அந்த வரத்தினால நான் பணக்காரன் ஆகணும் சொல்லு மங்கள் பூஜ கூடைய தூக்குனா அந்த கூட தங்கமா மாறிடுச்சு ஆஹா அம்மாவோட ஆசிர்வாதம் உடனே பளிச்சு போச்சே அம்மாவுக்கு ஜே வழியில மங்கள் தன்னோட நண்பனை பார்த்தா அய்யய்யோ நண்பா மறந்து போய் என்ன தொட்டுடாதே இது பெரிய விஷயம்தான் நான் வீட்டுக்கு போய் இந்த விஷயத்த உடனே என் மனைவி கிட்ட சொல்ல போறேன் வீட்டுக்கு போன உடனே இந்த நல்ல விஷயத்த அவன் மனைவி கிட்ட சொன்ன மாறிடுச்சுயோ இது என்ன இனி என்னால தண்ணி கூட குடிக்க முடியாதா இது பெரிய பிரச்சனை ஆமா அப்படி பார்த்தா நீங்க இனிமே வாழவே முடியாது சீக்கிரமா கோயிலுக்கு போங்க அம்மன் கிட்ட வேண்டிக்கோங்க மங்கள் திரும்பவும் கோயிலுக்கு போய் வரத்தை திரும்ப வாங்கிக்க சொல்லி வேண்டிக்கிட்டான் அதுக்கப்புறம்தான் மங்கள் சந்தோஷமா வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சான் பாடம் பேராச நம்மளை சந்தோஷமா வாழ விடாது நமக்கு கிடைச்சத வச்சு நாம சந்தோஷமா வாழ பழகிக்கணும் டீக்காரர் ஒரு நகரத்துல ராஜுன்ற ஒரு பையன் இருந்து வந்தான் அவன் அவங்க அம்மாவோட வாழ்ந்து வந்தான் அவங்க அம்மா அவனுக்கு நல்லா சமைக்க சொல்லிட்டு நான் அவ்வளவு நல்லா சமைக்கிறனா என்ன கண்ணா எல்லாரையும் விட நீ தயாரிக்கிறட்டி ரொம்ப சுவையா நல்லா இருக்கு ஒரு நாள் அவங்க அப்பா அவங்க கிட்ட சொன்னாரு ரொம்ப பெரியவன் ஆயிட்ட இனி நீ ஏதாவது வேலை செய்யணும் தனியா வேலை செஞ்சு என்னால வீட்ட நடத்த முடியல நீ எனக்கு கொஞ்சம் உதவு அப்பா எனக்கு சமைக்கிறத தவிர வேற எதுவும் தெரியாது நான் ஒரு டீ கடை ஆரம்பிக்கட்டுமா ரொம்ப நல்லது கண்ணா இந்தா இந்த பணம் வச்சுக்கோ நாளையிலிருந்தே நீ உன்னோட வேலைய ஆரம்பிச்சிருஜு தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சுட்டான் ஒரு நாள் ராஜுவுடைய நண்பன் அவனை சந்திக்க வந்த ராஜு இது அங்க ரொம்ப மலிவான விலையில தீட்டூளும் சக்கரையும் கிடைக்கும் அத நீ யூஸ் பண்ணு உனக்கு வியாபாரம் பண்ணவே தெரியலையே என் கிட்ட கத்துக்கோ இல்ல இல்ல நண்பா எங்க அம்மா என் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா நான் நல்ல ருசியா சமைச்சாதா நான் வந்து வெற்றி பெற முடியும்னு சொன்னாங்க ராஜுக்கு ஒன்னு தோன்றுச்சு ஒருவேளை என் அன்பன் சொல்றது சரிதானோ என்னோட கடைக்கு டீ குடிக்கிறதுக்கு கம்மியா தான்ல இருந்து நானும் பால தண்ணிய ஊத்தி பாக்குறேன் ஒருவேளை கஷ்டமா சதிகமா வரலாம் அடுத்த நாளே ராஜு பால்ல தண்ணிய கலக்க ஆரம்பிச்சா என்ன ராஜு இன்னைக்கு டீ நல்லாவே இல்ல என்னப்பா என்ன விஷயம் ஓ அப்படியா இன்னைக்கு பால்ல அதிகமா தண்ணி கலந்துருக்குன்னு நினைக்கிறேன் இனிமே கவனமா இருக்கா கவனமா இருக்கும் டீக்கும் என்ன வித்தியாசம் உடனே அவன் நல்ல பால வாங்கிட்டு வந்து ரொம்ப நல்ல டீ போட்டு வித்தான் கொஞ்ச நாள்லயே அவன் போடுற டீ ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு யார் அந்த கடை வழியா போனாலும் டீ குடிச்சிட்டுதான் போவாங்க நல்ல வேலை எனக்கு சரியான நேரத்தில புத்தி வந்துச்சு இல்லன்னா நான் என் வேலையை கத்துக்கிட்ட பாடம் நேர்மையா செய்யற தொழில் மூலமா தான் நமக்கு பணம் கிடைக்கும் லசி விக்கிற கடை ஒரு ஆபீசுக்கு வெளியில ஒரு ஆளு லசி வித்துக்கிட்டு வந்தான் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் அவங்கிட்ட வந்து லசி வாங்கினாங்க கோபால் அவனுக்கு தேவையான தயிர அவனை தயாரிக்காம இன்னொரு பால்காரங்கிட்டருந்து வாங்கிட்டு வந்தான் ரகு சில சமயம் நல்ல தயிர் கொடுப்பா சில சமயம் புளிச்ச தயிர் கொடுப்பான் ஒரு நாள் கோபால் ரகு கிட்ட சொன்னா என்ன ரகு இது நேத்து நீ கொடுத்த தயிர் ரொம்ப புளிப்பா இருந்தது இப்படி கொடுத்தீங்கன்னா நான் அதுல எப்படி லசி தயாரிக்கிறது லசிங்கிறது இனிப்பா இருக்கணும் இல்லைன்னா கஸ்டமர்ஸ் ஓடி போயிடுவாங்க சரி சரி கோபால் நாளைக்கு தயிர் எவ்வளவு நல்லா இருக்கும் பாரா ரகுவும் ரொம்ப பேராசக்கா எப்பவும் தயிர வேக வேகமாதான் கடைவான் ஒரு நாள் கோபால் லசி தயார் ஐயோ என்ன கோபால் நீ லசிய லசிய யார் குடிப்பா நானும் என்ன பண்றதுப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு லசி தயாரிக்கிறேன் இனிமே தயிர் கான ஏற்பாட்டையும் நான் தான் பாத்துக்கணும் மன்னிச்சிருங்க சார் அன்னிலிருந்து கோபால் ரகு கிட்ட இருந்து தயிர் வாங்கறத அறவே விட்டுட்டான் இதோ என்னோட வந்துட்டாங்க சீக்கிரமா இவங்களுக்கு லசி போட்டு கொடு நான் மட்டும் இத முதல்ல உணர்ந்திருந்தா என் வேலையும் முதல்ல இருந்தே ஒழுங்கா இருந்திருக்கும் பாடம் உழைப்புதான் வெற்றிக்கான முதல் படி பிளீஸ் சப்ஸ்கிரைப்